அன்பின் உருவே அஜமி ஷாஜாம் அன்பின் உருவே அஜமி ராஜாம் அன்பின் உருவே அஜனி ராஜாம் அன்றும் எம்மை காத்தரு பாஜாம் கண்ணில் வாழும் கருமண சுடரே கண்ணில் வாழும் கருமண கவலைகள் போக்கும் கலந்தரின் விலக்கே அன்பின் குருவே அஜமே பாஜாம் அன்பும் எம்மை காத்திருப்ப அன்பில் முதன பழுது புறியா வால் விடையோரே பழுது புறியா வால் விடையோரே பட்டம் அளித்து வளங்கிடுமே அன்பின் ஊரோவே ஆஜமே आजा आजा फजजा आजा कंडल उड़ाया யும் அ அன்பின் முருவே அஜமே பாதாம் அண்டும் எம்மை காப்பிடும் பாதாம் பள்ளி கொடுத்த கையுங்கள் கையே சொல் சொல் கைகள் ஏந்தி வணங்குएंगे कைகள் ஏந்தி वंदनेंगे गुरु कलहु உருவே करूनेंगे анбин உருவே आजवे पाजा भंडुम எம்மை காத்திதம் பாजा анбин உருவே பாजा பாजा